அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சகராசியில் உள்ள கேட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் விருச்சிக ராசியில் வரக்கூடிய கேட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுமே கேட்டு நட்சத்திரத்தில் விருச்சகராசியில் தான் இருக்குது அந்த வீட்டு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல பிரில்லியண்டாக இருப்பாங்க நல்ல டேலண்டனான பர்சனாக இருப்பாங்க போல்டாக பேசுவாங்க எதுவுமே மறைச்சி வச்சு இவங்களுக்கு ஒழிச்சு பேசவே தெரியாது எதனால ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லாருமே அதெல்லாமே கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரபணு படி பார்த்தீங்கன்னா சந்திரனோட கர்மா வாங்கியிருக்காங்க சந்திரனோட தோஷம் பெற்றிருக்கு அப்போ வந்து தாய்வழி உறவு இல்லை தாயினால் மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குங்க தாய் பாசத்துக்கு நிறைய பேர் ஏங்குவாங்க அதே மாதிரி இவங்க போல்டான பர்சன் அதாவது எதுவுமே வந்து ஒளிச்சு மறைச்சி இவங்களுக்கு பேசவே தெரியாது எதுனா ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் ஏன்னா தேவேந்திரனோட நட்சத்திரம் இவங்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் தேவன் இந்திர நட்சத்திரம் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து போல்டாக சூப்பராக பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்க நல்ல ப்ரில்லியும் கூட அறிவாற்றல் அறிவு சிந்தனை ஞானம் பெற்ற குழந்தைங்கன்னே சொல்லலாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க பிறப்பு முதல் இறப்பு வரை பார்க்க போகிறோம் அதனால் எல்லா விஷயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் ஒவ்வொரு ஏஜ்க்காக நாங்கள் வந்து சொல்லிட்டு வருவோம் இப்போ கேளுங்க இப்போ முதல்ல அவங்க கேட்டை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைங்களை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிறக்கும் புதன் திசையில் தான் பிறப்பாங்க இப்போ ஞானம் பெற்ற குழந்தைகள் புத்தி கூர்மை உள்ள குழந்தைங்கன்னு நான் சொல்லிட்டேன் புதிசலித்தனமாக இருப்பாங்க எடுத்த உடனே உங்களுக்கு புதன் திசை தான் வருது பதினேழு வருஷங்க அட்டகாசமாக இருக்கும் நல்லா படிப்பீங்க நல்ல அறிவாற்றல் அறிவு சிந்தனை உங்களுடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்ததுன்னா படிப்பீங்க நல்ல டேலண்டான பர்சனாக இருப்பீங்க சப்போஸ் புதன் நீச்சமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் வேறையா இருந்தாலும் புதன் நீச்சமாயிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் சுமாராக படிப்பீங்க அது மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும் இருந்தாலும் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் கேட்ட நிச்சத்துக்கு உண்டானது ஏன்னா எடுத்தவுடனே நீங்கள் பிறக்கும் போதே பதினேழு வருஷம் வந்து புதன் திசையில் தான் கிடப்பீங்க அப்போ அந்த புதன் திசை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கும் நிறையா வந்து நீங்கள் அவார்டு வாங்குவீங்க பேச்சாற்றில் பேச்சு திறமையில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டேலண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக்க மாட்டீங்க பல விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க அதாவது உங்கள் ஃபீல்டு அதாவது நம்ம ஸ்டெடீஸ் மட்டும் இல்லாமல் அதர் அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயாக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணணும் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆள்ந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க புத்தி கூர்மையும் அதிகம் உங்களுக்கு அதே மாதிரி பதினேழு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா கேது மகா திசை வருது கரெக்டாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் வந்து உங்களுக்கு கேது கேது திசை வருது அப்போ தான் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் படிப்பில் கொஞ்சம் வந்து ரொம்ப மந்தத்தன்மை ஏற்படுன்னே சொல்லலாம் அந்த ஏழு வருடம் வந்து கொஞ்சம் கடுமையாக நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக விநாயகர் வந்து வழிபட்டிங்க அப்படின்னா அந்த ஞாபக சிந்தனை ஞாபக இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் விநாயகரை மறந்துடாதீங்க அந்த ப்ளஸ் ஒன் படிக்கும் போது நல்லா விநாயகர் நிறைய கும்பிட்டுட்டு போங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அந்த ஏழு வருடம் முடிஞ்சதுன்னா க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வயது வந்துருதுங்க அப்புறம் தான் உங்களுக்கு சுக்கர திசை வருது அப்போ உங்க வீட்டுக்குண்டான அதிபதி யாரு செவ்வாய் பகவான் ஆனால் உங்களுக்கு சுக்கர திசை நடக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாரா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் உங்க லக்னத்துக்கு சுபரா இருந்து சுக்கர பகவான் நல்ல நிலைமையில இருந்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரு அத மாலவியா யோகன்னுட்டு அத ஆடம்பரமான வாழ்க்கை பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாங்க சுக்கரன் எடுத்துக்கிட்டா சுகபோக வாழ்க்கை கண்டிப்பா வந்து சுக்கரன் நல்லபடியா உங்க லக்னத்துக்கு நல்லா இருந்து சுக்கர திசை வரும்போது உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அந்த இல்ல இருபது நீங்க செட்டில் ஆயிடுவீங்க உங்க லைஃப்ல என்னென்ன வேணுமோ பூர்த்தி ஆகணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீட்டாக செட்டில் ஆகிடும் அதாவது உங்கள் லக்னத்துக்கு அது வந்து அசுபராக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒரு பலன்தான் கொடுக்கும் உங்கள் லக்னத்துக்கு அது ஃபேவரபுளாக இருந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தா தான் அப்படின்னா சுக்கரதிசை உங்களுக்கு ரொம்ப அடுத்த லெவல் கொண்டு போயிடும் அந்த இருபது வருடத்துக்குள்ளேயே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க எல்லாமே கிடச்சிடும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அதை நம்ம என்னென்ன சாதிக்கணும் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அது வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க அதே இந்த நட்சத்திரத்தில் நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க மில்ட்ரி மேனாக இருப்பாங்க அதே மாதிரி ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஹையர் ஆஃபீஸராகவும் இருப்பாங்க ஐபிஎஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சொல்லலாம் நம்ம முக்கியமாக சொல்லலாம் விருச்சகராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரம் அக்ரி டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க எந்த ஃபீல்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் அவங்க ரொம்ப ஷைன் பண்ணி நல்ல ஒரு ஒரு பொஷிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த விருச்சகராசி கேட்டு நட்சத்திரத்துக்கு இருக்குங்க இயல்பாகவே இருக்குது ஆனால் தாய் பாசத்துக்கு கண்டிப்பாக இவங்கெல்லாம் இயங்குவாங்க அந்த பாசன்றது அதிகமாக அவங்களுக்கு கிடைக்காத போயிடும் சந்திரனோட கர்மா வாங்கிடுறது மரபணுப்படி பார்த்திங்கன்னா சந்திரனோட கர்மா வாங்கினால அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வலுவாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடம் வலுவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்கள் ஜாதகத்தையும் அதை நீங்கள் திறந்து பார்க்கணும் நீங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அடுத்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயது தாண்டிடுதுங்க அதாவது நாற்பத்தி நாலு வயது அப்புறம் சூறை திசை சூறை திசைனா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் பெயின்னு ஹெட் இதெல்லாம் வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது அது வந்து உடம்பை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சோரி திசையில ஐம்பது வயது தொட்டுறீங்க ஆறு வருடம் முடிஞ்சு அடுத்து சந்திர திசை சந்திர திசை உங்களுக்கு யோகமான திசை தான் நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியா நடக்கும் சந்திரனோட கர்மா வாங்கிட்டு நீங்க சந்திர திசை எப்படிங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது உங்கள் லக்னத்துக்கு சந்திரன் நல்ல அமைப்புல உட்காந்துருந்து நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து சந்திர திசையில தான் நடக்கும் அதனால ஒரு சில பேர் நாற்பது வயதுக்கு அப்புறம் ஐம்பது வயதுக்கு அப்புறம் தான் சாதிக்கக்கூடியவங்களே நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து சந்திர திசையில ஐம்பது வயதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருது அதாவது உங்களுக்கு இரண்டு மூன்று பாதங்கள்ல வரும்போது நாற்பது வயசுக்கு மேலேயே வந்துடும் சந்திர திசை ஆனா ஒன்றாம் பாதம் அதாவது கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு வந்து சந்திர திசை ஐம்பது வயது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சந்திர திசை வந்துருது பத்தாண்டு காலம் வந்து நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து அந்த பத்து வருடமும் உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டத்தோடு உங்களுக்கு அந்த பத்து வருடமும் அட்டகாசமாக உங்களுக்கு போகும் அதே மாதிரி அப்ராடு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கும் அந்த டைமில் நாற்பது வயது கடந்த உடனே உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின்லாம் போவீங்க அங்கேயே அவங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த சந்திர அமையும் அடுத்த அறுபது வயது வந்துடுது அதுக்கப்புறம் செவ்வா திசை ஏழு வருடம் அந்த ஏழு வருடம் செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விபத்துக்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்கு அதனால் செவ்வாய் வந்து பலமாக இருக்கனால சின்ன சின்ன விபத்துக்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு உடல் சோர்வை கொடுப்பாரு அந்த டைமில் உடம்பை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டத்தை வந்து அந்த டைமில் அதிகமாக நீங்கள் உபயோகிக்கணும் உபயோகிக்கிற மாதிரி இருக்கும் அறுபத்தி வருடம் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு திசை அந்த ராகு மகாதசை வந்து பதினெட்டு வருடம் வருது அப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் இயல்பாகவே உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாவது நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை அந்த வயதான காலத்தில் கண்டிப்பாக அந்த பக்குவத்துக்கு வந்துடுவீங்க இருந்தாலும் அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ண பண்ணால் அந்த உடம்புல விட அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது ஒளி உடல் உள்ள எனர்ஜி லெவலும் இல்லை இன்னராரா அவுட்டராரா அவுட்டரான்னு சொல்லுவாங்க இன்னராரா அவுட்டராரான்ட்டு ஒளி உடல் உள் ஒளி உடல் வெளி ஒலி உடல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரகாசமாக அமையும் நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க இந்த தியானம் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வந்து அந்த பதினெட்டு ஆண்டுகளும் உங்களுக்கு அந்த ஆன்மீக சிந்தனையை கொண்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த ஆண்டுகள்லாம் நல்லாயிருக்கும் எண்பது வயசு கடந்துடுறீங்க எண்பது வயசு கடந்த கடந்த வாட்டி உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு குரு திசை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ராகுதசிலே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க சந்திர திசையிலையும் ஆரம்பிப்பீங்க ராகுதசிலையும் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தான் அது அப்போ குரு திசையும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க மன அமைதியோட மனநிறைவாக இறைவனோட போய் சேரணும் அப்படின்றதுக்கான அந்த எண்ணங்களை வந்து உங்களுக்கு அப்பயே தோன்ற ஆரம்பிச்சிரும் நல்லபடியாக இறைவனோட ஐக்கியம் ஆயிடுவீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தரப்பை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்